அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கழிச்சில் போய் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்டில் அப்படின்றதுக்கான டெக்னிக் நம்ம பார்த்தோம் இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதனால அகல் நல்லா பெரிய அகல் வாங்கி வைங்க அடுத்தது ஊதுபத்தி சாம்பிரானை காலையிலும் மாலையிலும் கம்பல்சரி காட்டுங்க ஏன்னா அதுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் எனர்ஜி டிசெனிகிரேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கே வந்து ஊதுபத்தி சாம்பிரணியில் தான் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுனா வீட்டில் ஓம் சாண்டிங் போட்டு அதாவது ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா உங்களுக்கு அதை டேப் விற்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது போட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் அது ஒழிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அது பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி டிசனிகிரேட் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்